Hello everyone, I am going to continue this video in the Tamil language. If you don't understand Tamil, you can click the subtitle button of the top right and get the English translation. Welcome! How are you going to go to the teacher's Kaga's fingers? If you are going to tell me what you are going to tell me, I will tell you something that I am going to tell you. I am going to tell you, I am going to tell you what I am going to tell you. Why are you going to tell me about it? நினைக்கிறீங்க என்ன தம்பி சொல்ல இருக்கு நீங்களே சொல்லுங்கள் இந்த டைம் இதெல்லாம் தேவையானு டீச்சர்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க தானே ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு சிலபஸ் படிக்கலை இல்லை இது வேற முக்கியமா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு படித்து கொடுக்கறத விட இந்த சம்பளம்தான் பெருசாக இருக்கா அவங்க வளங்குறது ஒரு சேவை தானே ஏன் இப்படி பண்ணுறாங்க நான் கேட்டுக்கிறது ஒன்று தான் சம்பள பிரச்சனை அப்பா இருக்கு இந்த கொரோனா டைம்ல இதான் தேவை தானே நீ மல்லி து விட வேடையான தூமித்தனோ என்னைக்கா பழைய மட்டும் விட கரண்டியல அப்படி என்ன கேட்டு அப்படி என்ன கோவமோ தெரியல அளவும் சும்மா வீட்டில் கேம் விளையாண்டுகிட்டு இருக்கேன் அப்படியா சரி எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானோ முடியாடுக்கு ஏத்து என்னோ என்னோ சார் சரி சரி இப்படிதாங்க நடந்துச்சு அந்த மனுஷன் என் துரத்தையே விட்டான் சரி அது விடுங்களேன் இந்த பிரச்சனை எதுக்காக மேலே நடக்குது அது ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக நான் சொல்கிறேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு எல்லா சேவைகளை கூடுதலான சம்பளம் வாங்கினவங்க தான் இந்த ஆசிரியர்களும் அதிபரும் அவங்களில் மூணு பிரிவு இருக்குது கல்வி நிர்வாக சேவை ஆசிரியர்கள் சேவை அதிபர் சேவை ஆயிரத்தி இருந்த அரசாங்கம் என்ன செஞ்சிச்சுன்னா மற்ற சேவை வழங்குறவங்களுக்குலாம் சிலரியை கூட்டினாங்க இந்த ஆசிரியர்களில் கல்வி நிர்வாக சேவை ஆக்களுக்கு மட்டும் சம்பளம் கூட்டினாங்க டீச்சர்ஸ்க்கும் அதிபர் இருக்கும் அப்புறம் சொன்னாங்க அப்புறம்னா இப்போ ப்பா தெரியல இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு டீச்சர் அதிபரும் இப்படா கூட்டுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணாங்க சார் சரி கேட்போமே சார் ஆ டீச்சர் சம்பளம் பிரச்சனை தான் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் சார் கொஞ்சம் இருங்க மாறேன் சார் சார் ஆ ஆஹா என்ன அவசியம் அதுக்கு கொஞ்ச நாள் இருக்கு சேகனவே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அடுத்த வருஷம் ஷுவரா ஒரு தீர்மானம் எடுப்போமே நான் கொரோனா டைம்ல எப்படி சார் போராடுவோம் போராடுவோம் போராடுவோம் சரி பேசுவோம் சரி பேசுவோம் சார் இருங்க இந்த இந்த டீம் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் இருங்க இருங்க இந்த குழு பேசிக்கிட்டு இருக்காங்க சார் இருங்க இந்த இந்த குழு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியே பேசிக்கிட்டு எப்படா தருவிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து நமக்கு கண்ணாம்பூச்சி காட்டிக்கிருக்காங்களே இது சரி வராது இந்த முறை நாங்கள் காட்டுறோம் ஒரு ரியல் கண்ணாம்பூச்சி ஆன்லைன் காசு நோவா தீ எப்படி இருக்குது இந்த வீடியோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள்காக போட்டது ஒரு விரிவான ஒரு தகவல் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் அனுப்புகிறேன் சிங்கல் யூடியூப் சேனலில் உள்ள ஒரு வீடியோ ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க அந்த வரலாறு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோலேயும் கிளிக் பண்ணி நீங்கள் வீட்டு பார்க்கலாம் நான் அந்த கதை எந்த வரலாறு சொல்ல போனால் இந்த வீடியோ வந்து போர் ஆகிடும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன் இந்த கதை முடிவு வந்து போக போக உங்களுக்கே தெரியும் நீங்களே சொல்லுங்கள் ஒரு சாதனை ஆசிரியருக்கு முப்பத்தாறாயிரம் சம்பளம் தான் கிடைக்கலாம் அந்த சம்பளத்தை வச்சு அவங்களால என்ன செய்ய முடியும் அவங்க ஒரு வீடு கார் வாங்கினாலும் லோனில் தான் பாதி சம்பளம் லோனுக்கே போயிருது சில ப்ரைவேட் கிளாஸ் வச்சு தான் ஸ்கூல்லையே படித்து கொடுத்து திரும்ப வீட்டில் வந்து ப்ரைவேட் கிளாஸு வச்சால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க ஸ்டடிஸ் அவங்க வீட்டுக்கு பில் கரண்ட் பில் தண்ணி பில் அதெல்லாம் கட்டப்போனால் அவங்களுக்கு முப்பத்தாயிரம் போதுமா எந்த ஒரு லெவலில் இருந்தாலும் ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ யாராக இருந்தாலும் அவங்களை உருவாக்குனது ஒரு ஆசிரியத்தான் அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரக்குள்ள நாங்கள் சும்மா இருக்கலாமா ம் சொல்லுது இந்த ஆன்லைன் க்ளாஸையை சொல்லி ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்களே ஏன் அப்படின்னு குறையும் சொல்கிறாங்க ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த ஆன்லைன் க்ளாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது டீச்சர்ஸ் தான் கவர்மெண்ட் கொரோனா ஸ்டார்டிங்கில் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுருந்த நேரம் டீச்சர்ஸாகவே முன் வந்துட்டால் இந்த ஆன்லைன் க்ளாஸ் செஞ்சாங்க இது தெரியாமல் அவங்களுக்கு குறை சொல்கிறீங்க மற்றவங்க மட்டும் இல்லை நானும் அப்படித்தான் டீச்சர்ஸ்லாம் சும்மா வீட்டில் இருந்தால் கொரோனா டைமில் காசு கிடைக்கிது அப்படின்னு நினைச்சேன் சும்மான விஷயம் அப்படி இல்லை ஸ்கூலில் இருந்தால் சரி அஞ்சு நாள் தான் படிச்சு கொடுக்கணும் வீட்டில் இருந்தால் ஏழுனாலும் மார்னிங் ஈவினிங் மார்னிங் ஈவினிங் கிளாஸ் இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு வருஷமா அவங்க ஏமாந்து போனாலும் மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ்ன்னு ஸ்கூல்ல வைக்கிறாங்கல்ல எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக நான் படிச்ச ஸ்கூல் இதுதான் இந்த கொரோனால பாதிக்கப்பட்ட பஸ்ட் பட்ஜும் நாங்க தான் ஊழல் படிக்கும்போது சாராதான ஒரு விஷய டீச்சர் இருந்தாங்க அவங்க ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்ல இருந்து எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துலேருந்து காலையிலேயே அவங்க வீட்டுக்கு சமைத்து ரெடி பண்ணிவிட்டு காலை ஆறு மணிக்கு கிளாஸ் வருவாங்க நம்ம படிச்சு கொடுப்பார் அப்புறம் முரளிசர்னு ஒரு நக்சர் இருந்தார் அவர் ஸ்கூல் பண்ணிவிட்டு ஈவினிங் நேரம் ஆர் வீக்கெண்ட் நேரம் அவராக ஒரு பில்டிங்கில் ரெண்டு எடுத்து நம்மளை படித்து கொடுப்பாரு இந்த டீச்சராக இருக்கட்டும் சராக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன பலன் என்ன யூஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்க போதா அவங்க க்ளாஸ் கிடைக்க போதா எத்தனையோ ஏமாந்துக்கிட்டு இருக்காங்கனாலே குறையே நமக்காக கஷ்டப்படணும் அவங்க எதை பற்றி யோசிக்காமல் நமக்காக படித்து கொடுக்குறாங்க அவங்களுக்குன்னு ஒரு உதவி வரும்போது நாங்கள் சும்மா இருந்தால் சரி வருமா அதுக்குன்ன சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணலாம் நீங்கள் என்னச்சா ஒரு சப்போர்ட் பண்ணலாம் இப்படித்தான் வீடியோஸ் மீது பண்ணணும் ஒரு மீம் க்ரியேட் பண்ணி போடலாம் ஒரு பிக்சர் மூலம் ஒரு சாங் மூலம் ஒரு கவிதை மூலம் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுதோ அப்படி ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஒரு படம் ட்ரா பண்ணுற மூலம் கூட நீங்கள் அவங்க டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணலாம் அது உங்களுக்கு முடியலைன்னா இந்த வீடியோ ஷேர் சரி பண்ணுங்கள் அது முடியலைன்னா இந்த வீடியோ கீழ் ஒரு கொமெண்ட் சரி டீச்சர்ஸ்க்கு நாங்கள் சப்போர்ட்டாக நிற்கிறோம் அப்படின்னு கமெண்ட் சரி போடுங்க நான் டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறவனுக்கு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிலோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ஒரு டீச்சர் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நம்புறேன் ஸ்கூல் நேரத்தில் இருக்கும்போது இந்த சில்ட்ரன்ஸ் டேன்னு ஒன்று வந்தோன்னே அடுத்த ஒரு டீச்சர்ஸ் டே ஒன்று வருது அப்போ ரெண்டு நாளும் ஃப்ரீயாக படம் நடக்காத எதாச்சும் ஒரு கிஃப்ட் கிடைக்கும் ஏதாச்சும் ட்ரீட் கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும் டேன்னு ஒன்று வந்தோன்னே தான் எனக்கு பாட்டு ஒன்று வந்துச்சு வீடியோ செஞ்சு போடலான்னு அக்டோபர் ஃபிஃப்த் டீச்சர்ஸ் டே உங்களால் டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண முடியலைன்னா அட்லீஸ்ட் டீச்சர்ஸ் டேக்கு விஷ் பண்ணுறதோட நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இருபத்தி நாலு வருஷமா டீச்சர்ஸ் சேமா இருந்தாங்க ஸோ இந்த முறை ஷூர் விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த பிரச்சனை எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடிஸ் ஸ்டார்ட் பண்ணும் ஐயோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதா வேணண்டா ஸ்கூல் போகணுமே பழகிருச்சு வீட்டு படிக்கணுமே இப்படியே வீட்டிலேயே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் இப்படிலாம் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க உங்கப்ப நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள் மாதிரி ஸ்கூலுக்கு போகணுமே நினைக்கிறவங்கள விட இந்த மாதிரி ஒன்றும் ஸ்கூலுக்கு போக முடியலே அப்படின்னு வருத்தப்படுற ஸ்கூல் லைஃப் முடிஞ்சவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஸோ அட்வான்ஸ் ஸ்பீசஸ் ஃபார் அண்ட் ஐ ஹோப்ரிட் வி ஆல் வித் யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மை நேம் இஸ் சேம் அண்ட் யூ ஆர் வாட்சிங்